தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு தமிழும் அல்லாத கன்னடமுமல்லாத களப்பாள மொழியை அதாவது களப்பிர என்கின்ற அந்த மொழியை இன்று வரை விட்டுவிடாமல் வீட்டு மொழியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற தங்களை கன்னடர் என்று நம்பிக்கொண்டிருக்கிற கலப்பாளர்களே திருந்துங்கள் ஒன்று தமிழராய் வாழ்கள் அல்லது என்று கேட்டவராய் இருப்பது சந்த <Martans> கலப்பாளர்களே திருந்துங்கள் ஒன்று தமிழராய் வாழுங்கள் அல்லது கன்னடராய் மாறுங்கள் ரெண்டுங்கெட்டோராய் இருப்பது உங்கள் சந்ததிக்கு நல்லதல்ல உலக மாந்த குலத்துக்கே மாந்த நேயத்தை உயிர்ம நேயத்தை கற்றுக் கொடுத்த தமிழருக்கு நீல பண்பாடோ கருப்பு பண்பாடோ காவி பண்பாடோ சிவப்பு பண்பாடோ தேவையற்றது கள்ளங்கவடுமில்லாத வெள்ளை உள்ளங்கொண்ட தமிழ்ப் பண்பாடே தமிழர் பண்பாடே நமக்கு தேவை தமிழ்நாட்டுக்குள்ளதாங்க நாங்கள் ஆயிரக்கணக்கான வருஷமாக வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தமிழும் அல்லாத தெலுங்குமல்லாத வடுக மொழியை பேசிக்கொண்டு தங்களை தெலுங்கர் என்று நம்பிக்கொண்டு வாழ்கின்ற தமிழ்நாட்டு வடுகர்களே திருந்துங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள் நீங்கள் ரெண்டுங்கெட்டோராய் இரண்டகராய் இருந்தது போதும் உங்கள் தலைமுறையாவது நன்றாக வாழட்டும்